அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே மார்ச் செவந்த் மண்டே ஸோ இல்லை கரண்ட்டில் பார்த்திங்கன்னா செல் கால் வந்தபடி போய்ட்டு இருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பனானதும் பார்த்திங்கன்னா பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூஸாக டவுனில் இறங்கிக்கிட்டே இருக்குது ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான் வாரிலேட்டர் நியூஸ் போயிட்டே இருக்குது அங்கிட்டு குரூட் ஆயில் பார்த்திங்கன்னா டென் தௌசண்டாக நோக்கி போய்கிட்டே இருக்குது ஸோ பெட்ரோல்னுடைய விலை ஏற ஏற நமக்கு மத்த எல்லாமே வந்து அடி உலகத்தான் செய்யும் அந்த மாதிரி தான் நமக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி எல்லாம் இறங்கிக்கிட்டே இருக்குது நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேர்ட்டி த்ரீ ஃபைவ் போகுது இந்த சார்ட்டில் நமக்கு என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கரெண்ட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து கரெண்ட்டில் உங்களுக்கு பார்த்திங்கனா மேலே வந்து செல் கால் ஷோ பண்ணுது ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு கால் வந்துச்சு அப்படின்னா பை கால் தான் வரும் ஏன்னா ட்ரெண்ட் மாறுபது மட்டும் தான் கால்ஸ் வர மாதிரி நாங்கள் செட் அப் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ப்ரியவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஃப்ரைடே ஜென்ரேட் ஆன ஜென்ரேட் ஆகிட்டு அப்படியே த்ரீ மார்க்கெட் க்ளோசிங் அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டி ஃபைவ் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகிட்டே வந்ததில் பைக்கால் ஃபைனலாக ஜெனட்டாக இருக்குது பை எட் தேர்ட்டி டூ நைன் நைன்டி செவன் கரெக்டாக அந்த தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட பைக்கால் வந்துருக்கு ஃபியூச்சர் ரேட்டை இந்த பாயிண்ட்டில் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஆப்ஷன் ரேட்டாக இருந்திங்கன்னா கால் ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே ரெண்டு கிரீன் கலர் லைன் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் செகண்ட் டாரட் லைன் கீழ இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இதில் நமக்கு பைக்கால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடான மொமெண்ட்டில் ரைஸ் ஆகி ஏறிட்டே நமக்கு இதில் ஃபஸ்ட் டாரெட் என்ன ஷோ பண்ணுதுனா தேர்ட்டி தான் நம்மளுடைய ஃபஸ்ட் தேசன்ஸ் போது பேசிட்டு இருந்த ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் அர்ட் ஆச்சிவாயிருக்கு இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் மேல ஆகுது அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்க ஆரம்பிக்குது ஸோ இப்போ சடன ஒரு பிக் கேண்டில் டவுனு அந்த டவுன் வந்ததுனால நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றது இந்த சார்ட் இன்டிமேட் பண்ணுது ரெட் கலரில் கேண்டில் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு ஸோ செல் ட்ரன் ஸ்டார்ட் ஆகுதுன்றது இன்டிமேட் பண்றக்காண்டி ஸோ செல் லெட் தேர்ட்டி டூ தௌசண்ட் நம்ம ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் அதே ஆப்ஷன் ட்ரேடர்னா புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ ப்ரீவியஸ் கால் வந்து பை கால் நம்ம பை கால் ஆல்ரெடி ஓப்பனிங்லே பார்த்தோம் தான் ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருந்துச்சு வரைக்கும் காலையில் என்ன நடந்துச்சு நமக்கு ஒரு டூ ஓ கிளாக் கிட்ட அதாவது கிட்ட வந்து செல் பண்ணலான்னு வந்தது ஒரு நமக்கு நல்ல மூவ் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த உங்களுடைய வேலை அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் டக்குன்னு ஒரு கால் தெரிஞ்சுக்கணும் இந்த சார்ட்ஸ்கிரைப் பண்ண வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் டீடெயில்ஸ் நாங்க சென்ட் பண்றோம் புரிச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ